அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பேங்க் Nifty Future 1-Minute Chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபைவ் இப்போ டைம் பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2-Minutes ஆக போது மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது மேலே ஓப்பன் ஆச்சு தேர்ட்டி பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைட் தான் இறங்குது இப்போ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாட் என்ன பண்ணுன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டல் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படி தான் இன்றைக்கு நமக்கு ஒரு சில்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு சில்கால் வந்துச்சு அப்படின்றதுனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டல்னுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்கள் சும்மா சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க பார்க்கும்போது கேண்டில் கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அதில் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் வந்துருக்கல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ட்ரேடாக இருந்தால் இதில் வர என்ட்ரி பாயிண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எண்ட்ரி பாயிண்ட் கிட்ட போகையில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் டெய்லி ட்ரேட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் சைட் ரேலி போனாலும் செகண்ட் கேண்டல் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து ரெக்கவரி கொடுத்து போயிட்டுருக்கு ஸோ மார்க்கெட்டுனுடைய ரெக்கவரி அப்படியே மேலே போகுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆதான்றதை வெயிட் பண்ணி ப தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் தான் ட்ரேடிங் போச்சு பட் தேர்ட் கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன்சைடு இறங்குது அந்த தேர்ட்டி எயிட் ரேஞ்சை இவ்வளோ நேரம் பிரேக் அவுட்டே பண்ண முடியாமல் மார்க்கெட் அந்த ரேஞ்ச்குள்ளே சுற்றிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஸ்ட்ராங்காக இறங்குது மார்க்கெட் இப்போ பாருங்க தேர்ட்டி எயிட் ஃபோர் வந்துருக்கு இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆகுதான் தேர்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா அதுவே கண்டினியூஸாக டவுன்சைட் இறங்குறதுனால நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவமெண்ட் அனலிஸ் பண்ணி கால்ஸ் தரும் அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு அடுத்தமணி ஆப்ஷன் மாதிரி ஸோ த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்திங்கன்னா மேலே ஃபோர் டுவெண்ட்டி போயிருக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் இதை பார்த்து உங்களுக்கு ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெய்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் ஒரு மெசேஜ் ங்க டீடெயில்ஸ் நாங்க அனுப்புறோம் புடிச்சதா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ